வணக்கம் டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்ல இந்த சாட்டில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரட் ஆகிட்டு வரும் ஜஸ்ட் இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க அதில் கால்ஸ் பார்த்துட்டு ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணுவீங்க பேங்க் நிஃப்டியில் டெய்லி ஒரு ஒன் மினேட் சார்ட்டில் ஒரு ஸ்கேல்பிங் மெத்தடை யூஸ் பண்ணி அதில் கால்ஸ் எப்படி வருது அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் சேனல் நேம் என்எஸ்சி கமாடி டேட்டடாக நீங்கள் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோன்னா வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க டெய்லி என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த பேங்க் நிஃப்டி சார்ட்டை இந்த ஸ்கேல்பிங் மெத்தடில் நம்ம பார்க்குறோம் இது மார்க்கட்னுடைய மூவமெண்ட் வந்து இப்போ கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு பைக்கால் ஆகும் அதே இப்போ கீழே இறங்கி டவுன்சைட் ப்ரேக் அவுட் ஆனால் செல்கால் ஆகும் ஜென்ரேட் மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் எப்படின்னா அந்த கேண்டிலினுடைய மூவ்மெண்ட்டை பிரேக் அனலைஸ் பண்ணும் அந்த டெக்னிக்கலாக தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்குறோம் ஸோ கேண்டில்னுடைய பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து கொடுத்துரும் கால்ஸ் வரையில் பார்க்குறக்கு சிக்னல் மாதிரியே இருக்கும் கேண்டலினுடைய கலரே வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் நமக்கு இப்போ டவுன் ட்ரெண்ட் செல்கால் வருது அதுக்காண்டி நமக்கு கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் போய்கிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு மாறியில் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் பேங்க் நிஃப்டி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எயின் பண்ணலான்னு அதாவது என்ட்ரி எக்ஸிட் ரெண்டுமே நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும் ஜஸ்ட் இப்போ பார்த்திங்கனா ஃபார்ட்டி அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரெட் கலர் கேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குதுல அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் கூறிய லைன் கீழே இருக்கிறதெல்லாம் ரெண்டு டார்கெட் லைன் ஃபர்ஸ்ட் டாரட்டே நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது செகண்ட் டார்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஸோ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் இது எப்படி மூவ் பண்ணுது மார்க்கெட் டவுன்சைட் இறங்கி பிரேக் அவுட் பண்ணுதான் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஆல் ஜென்ரேட் ஆனது ஒரு ஒன் ஆர் கழிச்சு மார்க்கெட் சடனாக ஒரு டவுன் சைடில் கேப் அப்பில் இறங்கினதில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சு பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு அதில் ஃபஸ்ட்டு கால் ஜென்ரேட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் ஒரு வாலட்டையில் இருந்ததில் டார்கட் ரேஞ்ச் ரீச் ஆகறதுக்கு சான்ஸஸ் வந்துச்சு இப்போ தான் நமக்கு ஃபைனலாக ஃபர்ஸ்ட் டார்கட் பிரேக் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் டெய்லி இந்த மாதிரி கால்ஸ் கிடச்சா இதை ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டா இதை வச்சு உங்களால் பண்ணிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க் யூ